சரி வாங்க பாரு சென்னையிலிருந்து விருத்தாச்சலத்தில் தூரத்தை கடக்க ஒரு பயணிகள் தொடர் வண்டிக்கு ஒரு விரைவு வண்டியை விட ஒரு மணி நேரம் கூடுதலாக தேவைப்படுகிறது பயணிகள் தொடர் வண்டியின் வேக விரைவண்டி வேகத்தை விட இருபது கிலோமீட்டர் ப்ராவர் குறைவு எனில் தொடர் மற்றும் விரைவு சராசரி வேகம் கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது ஒரு ஆள் சென்னையிலிருந்து விருத்தாச்சலத்துக்கு போகிறாங்க ஓகேங்களா அதாவது ரெண்டு பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஸோ கிலோமீட்டர் வந்து மொத்தம் இரநூத்தி நாற்பது ஓகேங்களா ஒரு ஆள் வந்து லோக்கல் ட்ரெயினில் போகிறாரு இன்னொரு ஆள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போகிறாரு ஓகேங்களா அதாவது லோக்கல் ட்ரெயினை விட எக்ஸ்ப்ரே ட்ரெயின் வந்து ஒன் ஹவர் ஸ்பீடாக போகுது ஓகேங்களா அப்போது லோக்கல் ட்ரெயினுக்கு ஒன் ஹவர் லேட் ஆகுது அப்போ அவங்களுடைய டைம் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் ஹவர் ஓகேங்களா அதேமாதிரி அந்த லோக்கல் ட்ரெயினுடைய வேகம் வந்து இருபது கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது அதாவது கம்மியாக இருக்குது எக்ஸ்ப்ரெ ட்ரெயின் வந்து இருபது கிலோமீட்டர் ஸ்பீடாக போகுது ஓகேங்களா அப்போ அதனுடைய அந்த கிலோமீட்டர் வேகம் கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து இருபது ஓகேங்களா கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து இருபது ஓகேங்களா இப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அதனுடைய சராசரி வேகத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஆப்ஷனில் வச்சு தான் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா ஆன்சர்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷனே போடலாமா ஃபஸ்ட் ஆப்ஷனே போட்டு செஞ்சு பார்க்கலாமா இப்போ நம்மளுக்கு என்ன வரணும்னா டைம் டிஃப்ரென்ஸ் ஒன்று வரணும் அதே மாதிரி கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருபது வரணும் ஓகேங்களா ஆப்ஷன்ஸில் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து அறுபது எண்பது இதனுடைய டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருது ஓகேங்களா அந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருது இருபதுன்னு வருது ஓகேங்களா அப்போது இதுவும் ஓகே ஆகுது அடுத்து ரெண்டாவது பாருங்கள் இதனுடைய டிஃப்ரென்ஸு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருங்க இருபதுன்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா அடுத்து இங்கே பாருங்கள் எண்பது நூறு அப்போ இன்னொரு டிஃப்ரென்ஸும் ரெண்டு ட்ரெயினோட டிஃபரென்ஸு இருபது கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்தா அப்போது இங்கேயும் பார்த்தாலும் அதே தான் எத்தனை வருது அதாவது இங்கே நூற்றி இருபது நாற்பது நமக்கு எவ்வளோது நாற்பது வருது அப்போது இந்த இது வரவே வராது ஒன்று இந்த மூணில் தான் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வரும் ஏன்னா கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருபது வருது மூணுலையுமே இருபது வருது இப்போது நம்மளுக்கு என்ன தேவை டைம் அதாவது டைம் ஒன்றாவ டிஃப்ரென்ஸ் வரணும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து போடலாமா ஏன்னா இந்த மூணுமே இரு டைம் கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருபது ஓகே ஆகுது அதனால் இப்போ நான் டைம் செக் பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து நான் செய்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு இரநூத்தி கிலோமீட்டர் ஓகேங்களா அவன் என்ன கேட்டிருக்கான் லோக்கல் ட்ரெயின் நூன்று வந்து எக்ஸ்பிர ட்ரெயின் ரெண்டு ட்ரெயினுடைய கிலோமீட்டர் கொடுத்துட்டான் எங்கே ஆன்சரே இருக்குது ஆன்சர் வச்சு தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டரை ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து பாருங்கள் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது ஓகேங்களா அப்போ அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா அவருக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் பாருங்கள் அறுபது ஒரு சிவருக்கு ஒரு சீரடிங்க அடித்தது ஆறாம் அடிக்காமல் ஓர இருபது பன்னெண்டு மூவாறு பதினெட்டு நாலாறு இருபத்தினாலு எவ்வளோ நாலு மணி நேரத்தில் போயிடும் அப்படிதான் நான் சென்னையிலேருந்து விருத்தாச்சலத்திற்கு லோக்கல் ட்ரெயின் அவருக்கு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா நாலு ஹவரில் போயிடும் இங்கே விருத்தாச்சலம் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எத்தனை கிலோமீட்டர் போகுது எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது ஓகேங்களா அதை போட்டு பார்க்கலாமா அப்போது இரநூத்தி பை எண்பது இது வந்து அவருக்கு எண்பது கிலோமீட்டர் ஓகேங்களா அவருக்கு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது ஓகேங்களா அப்போது எத்தனை மணி நேரத்தில் விருத்தாச்சலத்துக்கு போகும் அப்படின்னு பார்த்தா ஒரு சிவருக்கு ஒரு சீஃபர் அடி இங்கே ஒரு எட்டு இரு பதினாறு ஓகே எவ்வளோ வருது மூணுன்னு வருது எவ்வளோ வருது மூணு மூணு மணி நேரத்தில் அடைஞ்சிரும்னு வந்திருக்கு ஓகேங்களா இப்போது பாருங்கள் இந்த ரெண்டுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் என்ன வருது ஒன்றுன்னு வருது ஓகேங்களா அப்போது கண்டிப்பாக இதனுடைய ஆன்சர் ஏவாக தான் இருக்கும் ஏன்னால் நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷுமே ஈக்குவலாகுது டைம் டிஃப்ரென்ஸ் ஒன் ஹவர் வரணும் அதே மாதிரி கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருபது கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா நம்மளுக்கு இதுலேயும் இருபதுக்கும் டிஃப்ரென்ஸ் வருது டைமும் ஒன் ஹவர் வருது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆப்ஷன் ஏதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆப்ஷன் பியை பற்றி செஞ்சு பார்த்தா நினச்சிக்கணுங்களேன் சப்போஸ் செஞ்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டரை இது ஃபஸ்ட்டு லோக்கல் ட்ரெயின் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா எவ்வளோ மணி நேரத்தில் போயிருக்கும் நாற்பது நாலு அடிங்க ஒரு சைவர் ஒரு சைவர் அடி ஒரு நாள் நாலு ஈரநா எட்டு மணி ஆறு மணி நேரத்தில் போகும் அதேமாதிரி எக்ஸ்பென்ட் அறுபது கிலோமீட்டர் போகுது அப்போது இரநூத்தி பை என்னது அறுபது அடித்த என்ன வரும் சீருக்கு ஒரு சீரடி ஒரு ஆறு ஆறு ஈராக பதினெட்டு மூ மூவாறு ஓர் ஆறு வருது நாலுலேருந்து ஆறுலேருந்து நாலு ரெண்டு அப்போ டூ ஹவர்ஸ் வருது ஸோ இது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நம்மளுக்கு டீ இல்லவே இல்லைன்ட்டு கிலோமீட்டரில் தெரிஞ்சு போச்சு இதுவும் இல்லை அப்போ இது போட்டு பார்க்கலாமா எண்பது போட்டு பாருங்க எண்பது போட்டு பார்த்தா என்ன வரும் இரநூத்தி நாற்பது எண்பதால் வகுங்க ஃபஸ்ட்டு வகுத்து இணும் ஒரு சிறுக்கு ஒரு சிறு அடி அடித்தா ஒரு டெட்டு இருவெட்டு இருபத்தாம் மூணு அடுத்து வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நம்மளுக்கு வந்து டூ பாயிண்ட் ஹவர் வரும் இதுவும் டிஃப்ரென்ஸ் வராது ஸோ இதுவும் வராது அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது ஏ ஓகேங்களா நம்மளுக்கு ஆன்சர் என்னது ஏ லோக்கல் ட்ரெயின் அறுபது கிலோமீட்டர் எக்ஸ்ப்ரெ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது ஏன்னா அதுதான் கரெக்டாக நம்மளுக்கு என்னது ஒன்றோ டிஃப்ரென்ஸ் வருது கிலோமீட்டரும் இருபது டிஃப்ரென்ஸ் வருது ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு பேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் கடக்கிறது அதன் வேகம் அவருக்கு 15 கிலோமீட்டர் அதிகரிக்கப்பட்டால் பயண நேரம் முப்பது மினிஸ் குறைகிறது எனில் பேருந்தின் வேகத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா இதையும் நம்ம ஆப்ஷன்ல வச்சு தான் போட போகிறோம் அதாவது எப்படின்னா ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு இடத்த எவ்வளோ கிலோமீட்டர் இது தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒரு இடத்த ஒரு பஸ் போதுன்னு நினச்சுங்க வேகத்தை கிடைக்கிறது ஓகேங்களா ஒரு பேருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் உள்ள இடத்த ஓகேங்களா அப்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருக்க பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்போது பதினஞ்சு அவருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு என்னச்சி இன்க்ரீஸ் அது என்னதுன்னா அந்த இடத்துக்கு முப்பது மினிட்ஸு ஓகேங்களா அந்த இடத்து முப்பது நிமிடம் முன்னதாகவே போகியது முன்னதாகவே போகுதுன்னா அவங்களுக்கு அரை மணி நேரம் என்னது லேட்டாக அதாவது அரை மணி நேரம் குறையிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரை மணி நேரம் குறையுதுன்னா ரெண்டு மணிக்கு போக வேண்டிய இடத்துல ஒன்றைக்கே போய் சேர்ந்துருச்சு ஓகேங்களா அதாவது அந்த தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள இடத்த ஒரு வண்டி போய்ட்டுருக்கு போயிட்டு ஒரு வண்டி எப்பவும் ஒரு நார்மல் ஸ்பீடில் போய்ட்டுருக்கோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பதினஞ்சு கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இன்க்ரீஸ் பண்ணதுனால அந்த 2 மணிக்கு போக வேண்டிய இடத்த ஒன்றைக்கே போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய வேகத்தை கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்றோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சு போடலாமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு போட்டால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நாற்பது ஓகேங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது நாற்பது கிலோமீட்டர் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் இது அவருக்கு நாற்பது கிலோமீட்டர் போகுது ஓகேங்களா ஒன் அவருக்கு நாற்பது கிலோமீட்டர் போகுது அப்போ தொண்ணூறு கிலோமீட்டர் எத்தனை மணி நேரத்தில் அடையும் அப்படின்னு பார்த்தா ஒன் அவர் அப்போ ரெண்டு ஹவர் எண்பதாச்சு ரெண்டு ஹவர் எண்பதாச்சு அதுக்கப்புறம் வந்து இது நான் தொண்ணூறுனா ரெண்டே மணி நேரத்தில் போகும் ஓகேங்களா அவு இது நாற்பது கிலோமீட்டர் போச்சுன்னா ரெண்டே கால் அவரில் ஓகேங்களா ரெண்டே கால் ஹவரில் ஓகேங்களா ரெண்டேகால் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் பதினஞ்சு கிலோமீட்டர் அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேங்க அப்போ நாற்பது கூட பதினஞ்சு கூட்டுங்க கூட்டுனா நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சு ஐம்பத்தஞ்சு ஆச்சு ஓகேங்களா இப்போது என்ன செய்யுதுன்னா மணிக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்போது தொண்ணூறு கிலோமீட்டர் எத்தனை மணி நேரத்தில் அடையும் அப் பார்த்தீங்கன்னா ஒன் அவருக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓகேங்களா அப்போ ஐம்பத்தஞ்சு தொண்ணூறில் ஒன்றாவதுக்கு ஐம்பத்தஞ்சு மீது எவ்வளோ இருக்குது ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அந்த முப்பத்தஞ்சு கிலோமீட்டரை மேக்ஸிமம் ஒரு ஒன்றே கால் மணி நேரத்தில் போகணுன்னு வச்சுங்க ஒன்று ஒன்றரை மணி நேரத்தில் போகணுச்சிங்களேன் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வராது ஏன்னா இது ரெண்டே கால் இது தோராயமாக நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இது ஒன்றை போனால் நம்மளுக்கு வந்து முக்கால் மணிநேரம் டிஃப்ரென்ஸ் சம்திங் வருது ஸோ இது வராது ஆப்ஷன் நம்மளுக்கு ஏ வராது ஓகேங்களா ஆப்ஷன் சி போட்டு பார்க்கலாமா ஆப்ஷன் சி போட்டு பாருங்கள் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ வராது ஆப்ஷன் சியை போட்டு பாருங்கள் ஆப்ஷன் சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45 கிலோமீட்டர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது வந்து அவருக்கு 45 கிலோமீட்டர் போது ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்பீடில் அப்போ தொண்ணூறு கிலோமீட்டர் எத்தனை மணி நேரத்தில் போய் சென்ட் அடையும் அப்படின்னா இப்போ பாருங்கள் நாற்பத்தஞ்சு கிலோ அவருக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா அது ரெண்டு மணி நேரத்தில் தொண்ணூறு கிலோமீட்டர் ரீச் ஆகிடும் கரெக்டா அப்போது தொண்ணூறு கிலோமீட்டர் டூ ஹவர் ரீச் ஆகுமா இல்லையா ஓகேங்களா அப்போது தொண்ணூறு கிலோமீட்டரை எத்தனை அவரில் 2 ஹவர்ல என்ன செய்யணும் ரீச் ஆயிடும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது என்ன ஸ்பீட்னா நார்மல் ஸ்பீடு ஓகேங்களா அதாவது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது ஓகேங்களா அவருக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்தில் ரீச் ஆயிரும் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ இன்க்ரீஸ் பண்ணிணாங்கன்னா நாற்பத்தஞ்சு பதினஞ்சு கூட்டினா எவ்வளோ ஆச்சு நம்மளுக்கு அறுபதாச்சு இப்போ அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட் வேகத்தில் போகுது போச்சுன்னா அந்த தொண்ணூறு கிலோமீட்டரை எத்தனை மணி ரீச் ஆகும் அப்படின்னா அவருக்கு ஒன் அவருக்கு அறுபது ஒன் அவருக்கு அறுபதுனா அரை மணி நேரத்துக்கு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு அப்போது தொண்ணூறு கிலோமீட்டரை ஒன்றரை மணி நேரத்தில் ரீச் ஆயிடும் ஏன்னா ஒன் அவருக்கு அறுபது பாதி இது அறுபதில் பாதி முப்பதாவது அரை மணி நேரம் அப்போ என்னாச்சும் ஒன்றரை மணி நேரத்தில் ரீச் ஆயிரும் இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கரெக்டாக இதில் பாருங்கள் டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோது முப்பது நிமிஷம் குறையுதா நம்மளுக்கு முப்பது நிமிஷம் குறையுது அப்போ இந்த சி நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இப்போ அவர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு அவன் சொன்ன கண்டிஷன் நம்மளுக்கு கரெக்டாக வருது அப்போ இதனுடைய ஆன்சர் கண்டிப்பாக சியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா முப்பது நிமிஷம் குறையுது பாருங்கள் ரெண்டு மணிக்கு போக வேண்டிய வண்டி 15 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஒன்றரை மணிக்கே போயிட்டு அப்போ அறுவது அரை அரை மணி நேரம் நம்மளுக்கு என்னது குறைவுது ஓகேங்களா அப்போது இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ இதனுடைய ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா சி ஓகேங்களா ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அருண் என்பவர் ஒரு வாகனத்தை அறுபது மைல் அதாவது மணிக்கு அறுபது மைல் என்ற வேகத்தில் நூற்றி மைல் ஓடுகிறார் பின்னர் மணிக்கு நாற்பது மைல் ஸ்பீடில் நூற்றி இருபது மைல் ஓடுகிற எனில் மொத்தத்தை சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா இங்கே என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா சராசரி வேகம் ஓகேங்களா அதாவது இந்த கணக்கில் சராசரி வேகம் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை மாறுங்க ஓகேங்களா அதாவது சராசரி வேகம் வேகம் கேட்டாங்கன்னா மேலே எத்தனை மைல் இருக்கோ அத்தனை மைலை கூட்டுங்க ஓகேங்களா மயிலை ரெண்டு அதாவது ரெண்டு மைல் கொடுத்துருப்பாங்க மொத்தம் டோட்டல் டோட்டல் மைல் இருக்குதுல்ல அதாவது டோட்டல் மைலை கூட்டி ஓகேங்களா டோட்டல் ரெண்டு மைல் கொடுத்துருப்பாங்களா அந்த ரெண்டு மைல் போடுங்க அப்போவும் மைல்னால் கிலோமீட்டர் போடுங்க அப்போ கிலோமீட்டர் ஒன் என்னது கிலோமீட்டர் டூ பை கீழே என்ன போடுங்கன்னா ரெண்டு டைம் வரும் அதில் ரெண்டு டைம் வரும் டைம் ஒன் டைம் டூ ஓகேங்களா அது அப்போ கிலோமீட்டரை ரெண்டு டைமிங் கூட்டி வகுத்துன்னா அதுதான் அதனுடைய ஆன்சர் ஓகேங்களா சராசரி சராசரி வேகம் இப்போ தான் கண்டுபிடிக்கணும் எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருவாங்களோ அந்த ரெண்டு கிலோமீட்டர் மேலே கூட்டிக்கணும் அந்த கிலோமீட்டரில் எத்தனை அவர் வருதோ ரெண்டு மணி ரெண்டு அவர் வரும் கூட்டி வகுத்துட்டிங்கன்னா அதான் இதனுடைய ஆன்சர் இப்போ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து மணிக்கு அதாவது ஒரு மணி அதாவது ஒரு அதாவது ஒரு மணிக்கு அறுபது மைல் ஸ்பீடில் போகிறாரு அப்போ இந்த நூற்றி இருபது எத்தனை மணி நேரத்தில் போயிடுப்பாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அதாவது மணிக்கு ஓகேங்களா அதாவது 60 ஓகேங்களா அறுபது மைல் ஓகேங்களா அறுபது மைல் வந்து ஒன் ஹவரில் கிடக்கிறாரு ஓகேங்களா அறுபது மைல் ஒன் ஹவர்ல கிடக்கிறாரு அப்படின்னா அந்த நூற்றி மைல் எத்தனை மணி நேரத்தில் கடந்திருப்பார் அப்படின்னு எவ்வளோ வரும் நூற்றி பை என்ன வரும் அறுபதுன்னு வரும் அடித்தா நம்மளுக்கு என்ன வரும் ஒரு ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு எவ்வளோ வரும் ரெண்டு மணி நேரத்தில் போயிருப்பார் கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் போயிருப்பார் அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா மணிக்கு நாற்பது மைல் ஸ்பீடில் போகிறார் அதே நூற்றி இருபது மைல் ஓடுறாரு அப்படி ஒன்று எத்தனை மணி நேரத்தில் ஓடிருப்பாரு அப்படின்னா அதையும் போடுங்க அப்போது இது வந்து டைம் ஒன் அது டைம் டூ ஓகேங்களா இது என்ன செய்கிறாருன்னா நாற்பது மைல் ஓகேங்களா நாற்பது மைல் எது ஒன் ஹவருக்கு நாற்பது மைல் ஸ்பீடில் ஓடுறாரு அப்போது அந்த நூற்றி இருபது எத்தனை மணி நேரத்தில் அடைஞ்சிருப்பார் அப்படின்னா என் பாருங்கள் ஒரு சிறுகோ ஒரு சிறு அடி நாள் நாள் ஏழு நாலு எட்டு முன்னாங்கு மணி நேரத்தில் போயிருப்பாரு எவ்வளோ போயிருப்பாரு மூணு மணி நேரத்தில் போயிருப்பார் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு சராசரி வேகம் ரெண்டு கிலோமீட்டர் மேலே மயிலை கூட்டணும் கிலோமீட்டர் இங்கே என்ன கொடுத்துருக்கான் ஏற்கனவே எவ்வளோ மைல் ரீச் ஆகணும் இங்கே ஒரு நூற்றி இருபது மைல் இங்கே ஒரு நூற்றி இருபது மைல் ஓகேங்களா அந்த ரெண்டையும் கூட்டலாமா அப்போது கூட்டுங்க கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்பவும் சராசரி வேகம் செய்கேங்களா சராசரி வேகம் செய்கொள்ட்டு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம கூட்டணும் அப்போ நூற்றி இருபது ப்ளஸ் என்னோரு நூற்றி இருபது பை இதனுடைய டைம் ப்ளஸ் அதனுடைய டைம் இதுக்கு டைம் எவ்வளோ ரெண்டு அதுக்கு டைம் மூணு அப்புறம் ரெண்டு ப்ளஸ் மூணு நம்மளுக்கு எவ்வளோ வருது டூ ப்ளஸ் த்ரீ இது கூப்பிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வருது இரநூத்தி நாற்பது பை எவ்வளோ வரும் அஞ்சுன்னு வரும் அப்போ இதை அடிக்கலாமா ஓரஞ்சு இது அடித்தா நாலஞ்சு இருபது மிச்சம் நாலு நாற்பது எட்டு அஞ்சு நாற்பது நம்மளுக்கு எவ்வளோ வருது இதனுடைய ஆன்சர் ஓகேங்களா அப்போ இதனுடைய ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா நாற்பத்தி ஓகேங்களா இதனுடைய ஆன்சர் நம்பிக்கை என்ன வருது நாற்பத்தி ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஒருவர் முப்பது கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார் மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் கிடைக்கிறார் மற்றும் மீதமுள்ள நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கிடைக்கிறார் இங்கே மணியும் கொடுத்துட்டான் ஓகே நேரத்தில் கிடைக்கிறேன் அவருடைய மொத்த பயண தூரத்தின் சராசரி வேகம் இங்கேயும் கேட்டுருக்காங்க என்ன கேட்டிருந்தா சராசரி வேகம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது சராசரி வேகம் என்ன போட்டோம் சராசரி வேகம் சீக்கொள்ட்டு கிலோமீட்டர் ஓகேங்களா அப்போ கிலோமீட்டர் ஒன் ப்ளஸ் கிலோமீட்டர் இங்க என்ன வரும் டைம் ஒன் ப்ளஸ் என்ன வரும் டைம் டூன்னு வரும் ஓகேங்களா ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்கா ரெண்டு டைம் அதில் கண்டுபிடிங்க ஓகேங்களா ரெண்டாவது உள்ளதுக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை அஞ்சு மணி நேரத்தில் சொல்லிட்டு டைம் கொடுத்துட்டான் ஆனால் ஃபஸ்ட்டு இதில் மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு அங்கே டைம் கொடுக்கல அதான் ட்விஸ்ட்டு இதில் மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு அப்போது மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் போனார்னா முப்பது கிலோமீட்டர் எத்தனை மணி நேரத்தில் எத்தனை மணி நேரத்தில் அடைஞ்சிருப்பாரு முப்பது ஆறாவது வகுத்துருங்க அவளந்தான் ஓகேங்களா இது வந்து மணிக்கு 6 கிலோமீட்டர் ஓகேங்களா ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வந்து மணிக்கு கிடக்குற ஓகேங்களா அதாவது மணிக்கு ஆறு கிலோமீட்டர் ஓகேங்களா அதாவது ஆறு கிலோமீட்டர் பர் அவர் வந்து மணிக்கு ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார் அப்போது முப்பது கிலோமீட்டர் எத்தனை மணி நேரத்தில் போயிருப்பார் ஆறால் வகுத்துருங்க ஒத்தா ஓர ஆறு ஆறு ஐயாறு எவ்வளோ முப்பது அஞ்சு மணி நேரத்தில் நினைச்சிருப்பாரு பேய் பேயிருப்பாரு ஓகேங்களா அப்போது ஃபை ஃபைவ் ஹவர்ஸ் நினைஞ்சிருப்பாரு பேர்ப்பாரு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அப்போ இதில் ஃபஸ்ட்டு உள்ள கிலோமீட்டர் நம்ம கிடச்சிருச்சு ஃபர்ஸ்ட் உள்ளது நம்ம கிலோமீட்டர் எவ்வளோ முப்பது கிலோமீட்டர் செகண்டு உள்ளது நாற்பது கிலோமீட்டர் இதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது நம்ம டைம் கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் போனார்னா முப்பது கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரத்தில் கடந்திருப்பார் அஞ்சு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தங்க டைம் அஞ்சு கொடுத்துட்டோம் ஓகே அப்போ கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை அந்த அஞ்சு அதிலேயே இருக்கு ஓகே இப்போ அப்ளை பண்ணலாமா இப்போ அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ரெண்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் ஃபஸ்ட்டு முப்பது ப்ளஸ் ரெண்டாவது கிலோமீட்டர் எவ்வளோது நாற்பது ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது ஃபஸ்ட் டைம் அஞ்சு செகண்ட் டைமும் அஞ்சு நாலு மூணு ஏழு அப்போ எழுபது பை பத்துன்னு வரும் இதை அடித்து நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ வருது ஏழு ஓகேங்களா இதில் ஆன்சர் நமக்கு எவ்வளோ வருது ஏழு எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்க பாருங்கள் ஏழு கிலோமீட்டர் பர் அவர் ஓகேங்களா ஏழு கிலோமீட்டர் பர் அவர் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏ என்ற இடத்திலிருந்து பி அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளார் அடுத்தது மணி வந்து ஏயிலிருந்து பிக்கு செல்ல மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் பியிலிருந்து ஏ இடத்திற்கு வர அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் சென்றால் சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்கான் இங்கேயும் என்ன கேட்டிருக்கான் சராசரி வேகம் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ நம்ம ஃபார்முலா படி போடுங்க அப்போ சராசரி வேகம் சராசரி வேகம் செய்கொள் ரெண்டு கிலோமீட்டர் கூட்டுவோம் கே ஒன் ப்ளஸ் என்னோரும் கே டூ பை இங்கே டைம் ஒன் ப்ளஸ் என்ன வரும் டைம் டூ ஓகேங்களா ஆனால் இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நல்லா பாருங்க அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு அறுபது கிலோமீட்டர் ஓகேங்களா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து அறநூறு கிலோமீட்டர் ஓகேங்களா டிஸ்டன்ஸ் எவ்வளோ அறநூறு கிலோமீட்டர் ஓகேங்களா அப்போது இது ஏ இது பீனு வச்சுங்க ஓகேங்களா அதாவது மணி என்ன பண்ணிட்டாரு மணி வந்து இந்த ஏயிலிருந்து பிக்கு இந்த அறநூறு கிலோமீட்டரை போகம்பூச்சில் ஓகேங்களா போகம்பூச்சில் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார் அப்படின்னா மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார் அப்படின்னா நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார் ஓகேங்களா அதாவது நாப் இந்த கணக்கு பாருங்கள் ஏ என்ற இடத்துலேருந்து பி அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளார் மணி ஏ லேருந்து பிக்கு செல்ல மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் பி யிலிருந்து ஏன்ற இடத்துக்கு மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தையும் சென்றால் சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கேட்டிருக்குறது என்ன கேட்டிருக்கோம் சராசரி வேகம் கேட்டிருக்கேன் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சராசரி வேகம்னால் என்ன பண்ணுவோம் சராசரி சராசரி வேகம் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா கிலோமீட்டர் ஒன் ப்ளஸ் என்ன வரும் கிலோமீட்டர் டூ பை டைம் ஒன் ப்ளஸ் என்ன வரும் டைம் டூன்னு போடுவோம் ஏன்னா ரெண்டையும் கூட்டி டைம் அந்த ரெண்டாயிரம் நினச்சேன் ஓகுப்போம் ஓகே ஓகேவா அப்போது இங்கே பாருங்கள் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் அதாவது ஏ மற்றும் பி என்ற ஒரு இடம் இருக்குது ஓகேங்களா அப்போது மணி என்ன செய்கிறாரு ஓகேங்களா அதாவது ஏ மட்டும் பி என்ற ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா மொத்தம் டோட்டலாக அறுநூறு கிலோமீட்டர் ஓகேங்களா இந்த மணியோட டோட்டல் இல்லை டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா அறநூறு கிலோமீட்டர் ஓகேங்களா அப்போது மணின்னு ஆள் என்ன பண்ணுறாரு மணின்னு ஆள் என்ன பண்ணுறான்னா ஏயிலிருந்து பி என்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு ஏன்னா எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு அப்படின்னா போகும்பூச்சில் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் அவரில் போகிறார் ஓகேங்களா நாற்பது கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் என்ன செய்கிறாரு போகிறாரு அதேமாதிரி ரிட்டன் வரம்பூச்சில் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வராருன்னு சொன்னால் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வராரு ஓகேங்களா அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் என்ன செய்யறாரு வராரு ஓகேங்களா அப்படி வரும்போது அதனுடைய டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான் ஓகேங்களா அதனுடைய சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கா அப்போ நம்ம சராசரி வேகம்னாலே நம்ம என்ன செய்வோம் அதாவது ரெண்டு கிலோமீட்டர் கூட்டி கீழே ரெண்டு டைமால் என்ன செய்வோம் கூட்டி வகுப்போம் ஆனால் நம்மளுக்கு கிலோமீட்டர் தெரியும் ஏன்னா ஏலேருந்து பிக்கு அறுநூறு கிலோமீட்டர் பியிலேருந்து ஏக்கு வந்தாலும் அதே அறுநூறு கிலோமீட்டர் தான் பட் நம்மளுக்கு டைம் தெரியாது அவன் என்ன கொடுத்துருக்கான் போகும்போச்சில் ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்கான் வரம்பூச்சில் ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்கான் அதை வச்சு டைம் கண்டுபிடிக்கலாமா சரி வாங்க அதாவது போகும்போச்சில் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு அவருக்கு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனார்னா அப்போ ஏழுலேருந்து பிக்கு எத்தனை மணி நேரத்தில் பேயிருப்பார் அறநூறு நாற்பது நாள் வருதுங்க ஓகேங்களா அப்போது அறநூறு பை நாற்பது போட்டவொடனே ஒரு சைவருக்கு ஒரு சைவரடி ஒன்று நாலு பாஞ்சு நாள் அறுபது அப்போ எவ்வளோ நேரத்தில் பேருப்பாரு அப்படின்னா ஏழுலேருந்து பிக்கு போகும்போது எவ்வளோ ஹவர் பதினஞ்சு ஹவர் ஆகிருக்கும் அவருக்கு எவ்வளோ அவராக இருக்கும் அவருக்குன்னா பதினஞ்சு அவர் ஆகிருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் வர பிலேருந்து ஏக்கு வரமுச்சு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வராரு அப்படின்னா அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வராரு அப்போ அந்த அறநூறு கிலோமீட்டர் எத்தனை பேர் ரீச் ஆகிருப்பாரு அப்படின்னா அதே அறநூறு பை அறுபது அடிங்க ஒரு சைவருக்கு ஒரு சைவர் அடி ஆறால் அடித்தா பத்துன்னு வருது அப்போவும் பிலேருந்து ஏக்கு வர முடிச்சு எத்தனை அவர் எடுத்துருப்பார் அப்படின்னா டென் ஹரில் வந்துருப்பாரு எவ்வளோ அவராக ரீச் ஆயிருப்பாரு டென் ஹவரில் ரீச் ஆகியிருப்பார் இப்போ நம்மளுக்கு ரெண்டு கிலோமீட்டர் கிடச்சாச்சு ரெண்டு டைம் கிடச்சாச்சு போடலாமா அப்போது அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிணா அப்போ சராசரி வேகம் சீக்கிரம் நமக்கு எவ்வளோ வரும் அப்போ அறநூறு ப்ளஸ் என்ன வரும் அறநூறு பை ஓம்பூச்சில் எவ்வளோ பதினஞ்சு மணிநேரம் வரும்பூச்சில் பத்து மணி நேரம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த ரெண்டி கூட்டுங்க கூட்டு நமக்கு எவ்வளோ வரும் ஆயிரத்தி பை இந்த ரெண்டி நமக்கு எவ்வளோ இருபத்தஞ்சு இப்போ அடிக்கலாமா அடித்து நமக்கு என்ன வரும் ஐயஞ்சு 25, இங்கே ஈரஞ்சு பத்து மிச்சம் ரெண்டு நாலஞ்சு இருபது ஜீரோ இந்த அஞ்சல் அடிங்க ஓரஞ்சு அஞ்சு இங்கே அடித்தா நாலஞ்சு இருபது மிச்சம் நாலு எட்டு அஞ்சு நாற்பது அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது ஆன்சர்னால் நாற்பத்தி எட்டு ஓகேங்க ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளோ வருது நாற்பத்தி எட்டு அப்போ எத்தனை மணி நேரத்தில் அதனுடைய சராசரி வேகம் எவ்வளோ கேட்டால் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஆப்ஷன் பி இருக்கு பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்ஜனில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு நடத்தின ஸ்டுடியோவில்